வணக்கம் நான் உங்கள் உதவும் முழுவன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எம்எஸ்டிஏ அதாவது கோடை உழவு இந்த கோடை உழவு ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லைக்கனுக்கு வந்து கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க எப்போ வீடியோ போடணும்னு எனக்கே தெரியாது எம்எஸ்டிஏ அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கோடை உழவு இந்த கோடை உழவு பார்த்திங்கன்னா இந்த கோடை காலத்தில் ஃப்ளோ பண்ணிவிட்டு ட்ரை லேண்டாக ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் வந்திருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வேளாண் துறையில் புதுசாக இப்போ புதுசாக வந்திருக்கு அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாேருக்குமே பிறந்தாது இது வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலம் வச்சிருக்கணும் மட்டும் இது பொருந்தும் புஞ்சை நிலத்தில் பத்து சென்ட்லேருந்து ஒன் ஹெக்டர் வரைக்கும் இருக்கணும் அதிகம்தான் இருந்தால் அவங்களுக்கு அமௌண்ட் போட மாட்டாங்க இதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஆயிரத்தி இரநூத்தி அதாவது ஒரு ஹெக்டருக்கு ரெண்டாயிரத்து அந்த கணக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதுக்கு எலிஜிபுளா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எலிஜிபிள் தான் அதாவது நான் இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்க டிஸ்ட்ரிக் அது பார்த்திங்கன்னா இங்கே வீவாகம் பாருங்கள் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வில்லேஜ் இந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த வில்லேஜ் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் தான் எலிஜிபிள் அதாவது பார்த்திங்கன்னா எல்லா வில்லேஜுக்கும் இது கவர் ஆகாது உங்களுடைய பிளாக்ல போயிட்டு அதாவது வேளாண் துறையில் போயிட்டு நீங்கள் கேளுங்கள் உங் என்னுடைய எங்களுடைய வில்லேஜுக்கு எம்எஸ்டிஎஃப் ஃபீல்டு இருக்குங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்குதுன்னு சொன்னாங்களா நீங்கள் வந்து என்னென்ன ப்ரூஃப் கொடுக்கணும்னா அதாவது இப்போ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிட்டா வேணும் அந்த சிட்டாவில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் இருக்கணும் சிட்டா சிட்டா உங்கள் பேரில் இருந்துச்சுன்னா அதுக்கான ஆதார் கார்டு எடுத்துங்க பேங்க் பாஸ்புக் எடுத்துங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் இது மட்டுமே போகுது உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலம் தான் இருக்குன்னா நஞ்சையில் இருக்கக்கூடாது புஞ்சையில் வந்து அதாவது ரெண்டு ஏக்கர் இருந்துச்சுன்னா ஒன் ஹெக்டர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அமௌண்ட் போடுவாங்க அதை பார்த்தீங்கன்னா இப்போ உடனே போட மாட்டாங்க நீங்கள் அதை ஓட்டிடுங்க அந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய அக்ரி ஆஃபீஸ் அதாவது வேளாண் துறையில் கொடுக்கணும் உங்களுடைய ஏஒ அதாவது உங்களுடைய வில்லேஜுக்கு இல்லைனா உங்கள் குரூப்பு இல்லைனா பிற்கான்னு சொல்லுவாங்க அந்த பிற்காக்கை யார் ஏஏஓ இருக்காங்களோ ஐயோ அசிஸ்டண்ட் அக்ரி ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க அவங்க கேட்டால் பார்த்திங்கன்னா நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க அதை எடுத்துமோ நீங்கள் போய் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி அப்டேட் பண்ணிடுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மன்த்துக்குள்ளே அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு சென்ட் ஆகிடும் இன்றைக்கி இந்த அப்டேட்டோட இதை நான் முடிச்சுக்கிறேன் வீடியோவை தேங்க்யூ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் கண்ண போடுங்க ஏன்னால் எப்போ வீடியோ போடணும்னு எனக்கே தெரியாது கோடை உழவு நீங்கள் பயன்படுத்திங்க ரெண்டாயிரத்து விற்றாதீங்க சோ எல்லா ஃபார்மரும் எலிஜிபிள் தான் அதாவது புஞ்சனில் அமைச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஸோ மிஸ் பண்ணிடாமல் இதை அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கிங்க தேங்க் யூ